வணக்கம் சாரங்கி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை பற்றியே நான் பேச வந்துள்ளேன் ஆஹ் தண்ணீரின் மகத்துவம் பற்றியே நான் பேச போகிறேன் இயற்கை படப்பிலேயே விளங்குவது நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் சொன்ன வாக்கில் புதைந்திருக்கும் உண்மை இவ்வுலகில் ஜீவித்த அனைத்து உயிர் இனங்களும் உணரும் மூன்றாம் உலக போலே உதவிக்கலாம் என்ற அளவிற்கு தண்ணீரின் தேவை இவ்வுலகில் ஜீத்த அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு பகுதி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது மூளையில் எழுபத்தி நாலு சதவீதம் இரத்தத்தில் எண்பத்தி மூணு சதவீதம் சசிகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்ளது ஏன் எலும்பில் கூட இருபத்தி அதனால்தான் ஐநா சபை மார்ச் இருபத்தி உலக தண்ணீர் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரை ஆற்றில் பார்த்தால் என் தண்ணீரை கிணற்றில் பார்த்தால் நானும் இவ்வளவு நேரம் ரித்திகா சாரங்கியாக பேசினேன் சில நிமிடம் பேசுகிறேன் நான் நான் தான் தண்ணீர் தண்ணீர் சுத்தம் செய்தே நான் உண்மை செய்திகள் நீங்க நெம்மை நான் உண்மை செய்திகள் நீங்கள் செய்கிறேன் அடுத்த தலைமுறைக்கு மழை பெயருங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்னை சேமித்து வைங்க மரம் வளர்த்து மழை பெயருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரித்து இருந்தால் मैं टेस्ट कर रही हूं